பலகீதத்தின் சில குழந்தைகளே சொன்னே பக்கத்தில் இருக்கா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சேரும் நன்றி வணக்கம் வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே எல்லார எப்படிக்கிறீங்க நம்ம சொன்ன மாதிரி இன்றைய கவிதை அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய மூன்றாவது கவிதையை இன்றைக்கி பார்க்கலாம் இந்த கவிதையின் தலைப்பு வந்து விமான நிலையம் ஏர்போர்ட் ஏரோடராமெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த விமான நிலையம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண டவுன் பஸ் மாதிரி ஆகிப்போச்சு அப்போல்லாம் கிராமத்தில் இருக்கோம் எல்லாரும் வெளியில் போய் ஏறப்பிள்ளைன்னு பார்க்குறதுக்கு வெளியில் நின்று ரொம்ப தள்ளி நின்று அந்த பவுண்ட்ரிஸ்லாம் தாண்டி நின்று பார்ப்பாங்க ஃப்ளைட்டு வர்றது இறங்கிறது ஏறுறதுலாம் அவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசு அந்த ஏரோப்ளைனை பார்க்குறது நான் வந்து பாருங்கள் மேலே ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விமான விமானத்தை பற்றி விமான நிலையத்தை பற்றி இன்றைக்கி ஒரு கவிதை இது என்னால் எழுதப்பட்ட கவிதை விமான நிலையம் இரவை பகலாக்கும் இந்திரனின் பறவேகம் இரவை பகலாக்கும் பறவையகம் கையசைத்து வழி அனுப்ப காசு கேட்கும் காட்சி கூடம் கையசைத்து வழி அனுப்ப காசு கேட்கும் காட்சி கூடம் நம்ம போறவங்களை அனுப்பி டாடா சொல்றது கூட உள்ள காசு கொடுக்கணும்ல அதே வந்து இன்னைக்கு பாதி பேரால கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அதனால கையசைத்து வழி அனுப்ப காசு கேட்கும் காட்சி கூடம் பகட்டு வேசம் காட்டம் பணக்கார நிலையம் பகட்டு வேஷம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம் நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலை தான் இருக்கும் வெளியே ஆனால் அதில் நம்ம ஃப்ரீயாக போய் பஸ் ஏறுவோம் இறங்குவோம் இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் பூரா ஒரே லைட்டிங் அது இதெலாம் போட்டு ரொம்ப புடவுடபமாக இருக்கும் அதனால் பகட்டு வேசம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம் அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம் இந்த ஃப்ளைட்லாம் வந்ததுக்கப்புறம் தானே அப்ராட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் ஆசை வருது அதனால் அயல் குடியேற வேலைக்கு மட்டும் இல்லை போய் செட்டிலாகிறதுக்கே அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம் பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம் நம்ம தான் காசு கொடுத்து போகிறோம் நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் இருந்தாலும் நம்மளை அவ்வளோ டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா அதாவது ட்ராவலிங் டைம் வந்து ஒரு மணி நேரம் அதுக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது நாலு மணி நேரம் அப்படிங்கக்கூடிய நிலைமையில்தான் இன்றைக்கி ஏர் ட்ராவல் இருக்குது அதனால் பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம் இரட்டை இறக்கையால் உலக இணைக்கும் ஆகாய பேருந்து ஏரப்ளை என்னது <laughs> இரட்டை இறக்கையால் உலக இணைக்கும் ஆகாய பேருந்து அந்நிய செலாவணியின் ஆதாரக்கூடம் அந்நிய செலாவணியின் ஆதார கூடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காபி ஷாப் மாதிரி மணி சேஞ்சர்ஸ் இருப்பாங்க ஏர்போர்ட்ல அந்த மாதிரி அந்நிய செலாவணி வர்றதுக்கு மெயினான ஒரு சோர்ஸ் வந்து ஏர் அயல் நாட்டினையும் அரவணைக்கும் நாட்டின் தூதுவன் இந்த விமான நிலையது அயல் நாட்டினரையும் அரவணைக்கும் நாட்டின் தூதுவன் நம்ம நாட்டோட ஒரு அம்பாசிடர் மாதிரி இந்த ஏர்போர்ட் இருக்கு இரவை பகலாக்கும் இந்திரனின் பறவையகம் கையசைத்து வழி அனுப்ப காசு கேட்கும் காட்சிக்கூடம் பகட்டு வேசம் காட்டம் பணக்கார பேருந்து நிலையம் அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம் பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம் இரட்டை இறக்கையால் உலகை இணைக்கும் ஆகாய பேருந்து அந்நிய செலாவணியின் ஆதாரக்கூடம் அயல் நாட்டினரையும் அரவணைக்கும் நாட்டின் தூர்வன் என்ன எப்படி இருக்கு கவிதை விமான நிலையத்தை பத்திய கவிதை எப்படி இருக்கு உங்க கருத்துக்களும் மறக்காம நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க நீங்கள்லாம் நிறைய ஏரோப்ளைனில் போயிருப்பீங்க ஏரோபிளைன் பார்க்காதவங்களுக்காக அந்த கவிதை ஏரோப்ளைன் போனவங்க அனுபவங்களையும் ஏ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட அனுபவங்களையும் நம்ம சேனலில் எழுதுங்க இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கதா அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க இந்த கவிதை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக இந்த கவிதை தொகுப்பு அதை பற்றிய உங்கள் கருத்துக்களே அறிய விரும்புகிறேன் மீண்டும் ஒரு சிறந்த கவிதை உங்களை உங்களுடன் வரை உங்களிடம் வந்து உடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம்